வந்து என்னாச்சு <laughs> என்ன பிரச்சனை ப்ரோ அவங்க ஒருத்தர் மிஸ் பண்ணுவாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்போ போய் நான் உள்ளே போனால் நல்லா இருக்காது ப்ரோ அதுதான் கஷ்டமாக இருக்குது ப்ரோ வேணும்னு நெருங்கவும் முடியலை வேணும்னு விலகவும் முடியலை புரியுது ப்ரோ நான்றய சரி பெள filters counting? usa 아니요. Cyr கலத்துவிடல் நான் தரு tempted முனிறு στηνனalsainky distracting நீங்கள் தேரைம прест GuidAngel Putinானே வெள்ளையே Maggieた GLORIAaltenawat compound Crime. நீங்கள Canyon書 ஏசியcęéquLast Canon ான் கometry chilly ώன் தேரையandra słu appli votersவிடன்� வளிய இlearயா。。role இடம் அdollarன்றி Verf выглядvad தோ யாfrom Impact dó அடம்பதPar ப')bit அன்றி மி früh நிங்கள். ன்கு ஜால வaceuticalத repetitive நான் ரெண்டா நிறையருக்கு வரான கடைசி ஆ ஒன் ஒன் பண்ணம் bro அது மட்டும் தான் டபுள் சைடு மத்தத எல்லாமே ஒன் சைடு தான் கலக்குறீங்க போங்க அட இருங்க bro அவசரப்படாதீங்க அவங்களும் நீங்க சொன்ன மாதிரி தான் bro குட்டியா क्यूटா ஸ்வீட்டா இருப்பாங்க எங்க ரெண்டு பேرتுகும் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனா இடையில கேட்ட லிஸ்ட் மாதிரி ஒரு ஆனியன் வந்தான் bro பாய் விஸ்டின் எனக்கு <num? num> <num>? அவங்களை பார்த்தது இல்ல பாத்தீங்கன்னா யாரு பேஸ் நே அவளை பல்ல பேத்துறேன் 나야 நீ எங்க லைஃப்ல வந்ததிலிருந்து நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்டா தயவு செஞ்சே எங்க லைஃப் விட்டு போடா உனக்கு இன்ஞ் கேட்கன நீ ரெக்கோர்ட கூட எடுத்துకోடா சாரி ப்ரோ இனிமே உங்கள லைஃப்ல வர மாட்டேன் நீங்க பாத்துக்கோ ஏ மேலதா மூது அவங்க கமிட்டட்ன்னு தெரிஞ்சா ஃபாலோ பண்ணி இருக்கேன் இனிமே அவங்களை டிஸ்டர்ப பண்ணாத லங்ஸ்டர் அபடலாம் சொல்லணும் எனக்கும் ஆசะதான் ஆனா சொல்ல மாட்டேன் விட்டுக் கொடுத்து போறது நான் என்ன 90 0 2k பில்ல அபடலாம் ஓட முடியாது நீங்களும் ட்ரை பண்ணுங்க நானும் ட்ரை பண்றேன் யார் கிட்டாவது வந்து பாத்துக்கலாம் ஓகே டேய் நானும் அவ்வளவு ரொம்ப ವರ್ಷமோ லோ பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா புரிஞ்சுக்கோ நீ கிளம்பு என்ன bro 5 வருஷம் 10 வருஷமே நீங்க தப்பு சாமி அப்ப நான் தெரியாம சொல்லிட்டேன் இப்ப சொல்றேன் இனிமே அவங்க வேலை வச்சுக்காத அதையும் என்ன பண்ணுவீங்க அப்புறம் என்ன நடக்குது உனக்கே தெரியும் சும்மா நோய் நோய் நோயின் bro அவங்க தான் கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்க நான் ரிஜிட் பனாயா பண்ணனும்னு சொன்னாங்க இல்ல அப்புறம் அவங்க கல்யாணம் ஆயிச்சாம் என்ன bro சொல்றீங்க எப்ப நீ காலே கோவில கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ரிசெப்ஷன போட்டோ போஸ்ட் குடுத்துட்டீங்களா போறயா ப்ரோ ப்ரோபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் மேரேஜ் ஆயிடுச்சா ஏன்டா ப்ரோபோஸ்ே பண்ணது உனக்கே இப்போ ஃபீல் இருக்கே இத்தனை வருஷம் லவ் பண்ண எனக்கு எப்ப இருக்கும் அட ஃபீலிங்ஸ்லாம் ஒண்ணுதான் bro உனக்கு மெமரிஸ் தான் அதிகமா இருக்கும் அட போடா அதை வச்சு நான் நாக்கா வலிக்கிறது ஆனே நீங்க வேற யானே சுச்சுவேஷன் தெரியாம போட்டு இருக்கீங்க மாத்திரம்